வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்செல்வி பேசுறோங்க குரு பயிற்சிக்குண்டான பலன்களை பத்தி தான் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பாக்கலாங்க கும்ப வீட்டில இருந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய வீரிய வராரு கடந்த ஆண்டு வந்து இரண்டாம் இடம் தனஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாரு நிறைய அள்ளி கொடுத்துருப்பாரு அதே சமயம் செலவுகளும் இருக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க மூன்றாம் வீரத்துக்கு முயற்சி எந்த விதமான முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் உங்க தொழில் மூலியமா நீங்க எந்த ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் சரி அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட முடிவு வந்து சக்சஸ்ஃபுல்லா நல்ல தீர்க்கமான ஒரு முடிவை எடுப்பீங்க அதே சமயம் உங்க தொழில அடுத்த கட்டத்துக்குண்டான விஷயத்த நீங்க யோசிச்சு செயல்பட்டு அதை வெற்றி காணுவீங்க இந்த ஆண்டு ஆனா உங்களுக்கு அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் மூன்றாம் இட இளைய சகோதர சகோதரியை புரிக்குது உங்களுக்கு கீழே தங்கச்சி தம்பி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இதனால் வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட பிரச்சனையா இருந்திருக்கலாம் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கலாம் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது அது படிப்படியா குறைஞ்சு அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படலாம் உங்க வாழ்க்கையில அதே மாதிரி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரி நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு யார் தங்கச்சி தம்பி யாரும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்தானத்துல யார் இருக்காங்க சித்தி பிள்ளைகள் அதாவது சித்தி பையனாகட்டும் பொண்ணாகட்டும் சித்தப்பா பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவங்களை கூட நீங்க எடுத்துக்கலாம் அவங்க மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்த விதமான முயற்சி நீங்க இறங்கினாலும் சரி உங்க அது நூறு சதவீதம் இல்லை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வருவீங்க அதே மாதிரி ஐந்தாம் பார்வையா குருபக்கம் வந்து ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால இது நாள் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க கட்டாயம் திருமணம் நடக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மனவேதனையோட சில பேர் இருப்பீங்க திருமணம் சில பேர் இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து கட்டாயம் நடக்கும் உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பக்கத்துல யாராவது ஜாதகம் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க அவங்கள போய் பாருங்க உங்க என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு ஏன்னா குரு பகவான் டைரக்டா இப்ப வந்து கோச்சார ரீதியாக ஏழாம் மட கலத்திரஸ்தானத்தை பாக்கறதுனால கட்டாயம் திருமணம் நடக்கும் உங்க ஜனகால ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க அதுல சில தோஷங்கள் சில விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டானுக்கு கோயிலுக்கு போயிட்டு சொல்லுவாங்க அதுக்கு போயிட்டு வாங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஏழாம் இடத்தை தன் மனைவி ஸ்தானம் மனைவி மூலியமா ஆதாயங்கள் மணவி மூலியமா ஒரு சந்தோஷம் மனைவி நீங்களும் ஒரு சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆல்ரெடி கான்ட்ரவர்சி இருக்கதா செய்யும் கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடம்ன்றதே உங்களுக்கு சிம்ம வீடு மனைவியா இருந்தா கணவர்கிட்டையும் கணவராயிருந்தா மனைவி கிட்டையும் சில மனஸ்தாபங்கள் இருக்கும் கும்பராசிக்காரங்களுடைய பார்ட்னர் கிட்ட மனஸ்தாபங்கள் மன இருக்கதா செய்யும் இருந்தாலும் இந்த ஆண்டு வந்து அந்த மனக்கசப்பு போய் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆண்டா அமையும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க அதிகமா சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அது ஸ்பிரிச்சுவல் டிராவல் போறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு அதாவது சுற்றுலாலேயே வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவா இருக்கும் உங்களுக்கு போயிட்டு வர்றது அத கட்டாயம் வந்து போயிட்டு வாங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை பார்க்கறதுனால அனைத்து விதமான பாகியங்களும் செல்வங்களும் இந்த ஆண்டு கிடைக்குங்க அதை எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படின்றத நீங்க சேமிச்சு வச்சுக்கணும் ஏன்னா ஜென்மசனியா இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவு வரக்கூடிய பணம் எல்லாமே உங்களுக்கு செலவாயிடும் உடல் பிரச்சனைகள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்க மெடிசன் செலவு பண்ணணும் அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணணும்னா முடியாதவங்க இயலாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அதே சமயம் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை உடல் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மெடிசனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்பதான் இந்த ஜென்ம சனி உங்களுக்கு கும்பராசி மகர ராசி பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருந்தாலும் கடமைப்படி நடந்தால் மட்டும்தான் சனி பகவான் கரெக்டா இருப்பாரு அந்த கடமைய நம்ம கொஞ்சம் தவற விட்டாலுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அது கும்ப ராசியா இருந்தாலும் சரி மகர ராசியா இருந்தாலும் சரி குலாம் ராசியா இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவாங்க அதனால நீங்க அன்னதானம் பண்ணுங்க வங்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க கருமா குறைய ஆரம்பிக்கும் உங்க உடல்நிலை வந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஒன்பதாம் இடம் பாக்கிஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் செல்வங்களும் சேரும் அதே மாதிரி சுற்றுலா நான் சொன்ன மாதிரி சுற்றுலா செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தன் தந்தை வழி உறவு மூலியமா உங்களுக்கு வந்து தன் தந்தை மூலியமாவே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அவர் மூலயமா உங்களுக்கு வந்து இடம் வாங்கறது வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் அவங்க ஏதாவது உதவி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கும்பராசியோட தந்தை ஏன்னா தந்தை வழி உறவு மூலயமா உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தந்தை ஸ்தானத்துல யார் இருக்காங்க உங்க வீட்டுல அப்படின்னா அத நீங்க பாருங்க தந்தை கிடையாது இல்ல அப்படின்னா தந்தை ஸ்தானத்துல யார் இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கட்டாயம் நல்லதே நடக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்த்த வாட்டி அடுத்தது வந்து ஒன்பதாம் பார்வைய பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் பார்க்கும் போது உங்களுக்கு தொழில்ல வேலையில அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் அது கரெக்டான படி சேவிங்ஸ் பண்ணி நீங்க கொண்டு போகணும் ஒன்னு பிக்சட் டெபாசிட்ல போட்டுக்கோங்க இல்ல ஜுவல்லா வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க கையில பணமா வச்சுக்கிட்டீங்கன்னா அதிகமா செலவாக கூடிய இருக்கு கும்பராசிக்கு ஏன்னா ஜென்மசனியாக இருக்கிறதுனால கட்டாயம் வந்து செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறாங்கன்னா இந்த ஆண்டு வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் தொழிலில் வந்து அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றம் வந்து அதிகமாக இருக்கும் வேலையாக இருந்ததுன்னா அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்தது வந்து வேலையில் ப்ரமோஷன் அடுத்தது வந்து அதிகப்படியான சம்பளம் உங்களுக்கு அடுத்தது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை கரெக்டான தான தர்மங்கள் செய்ய அப்பதான் நிக்கும் தான தர்மம் யார் செய்யலையோ கண்டிப்பா வந்து காசு வந்த வழியில போறதும் தெரியாது வந்ததும் தெரியாது போறதும் தெரியாது ஆனா தயவு செஞ்சு நீங்க உங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க அன்னதானம் பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா அப்படின்னா கண்டிப்பா அன்னதானம் பண்ணுங்க வெளிய முடியாதவங்க இல்லாதவங்க இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்க அன்னதானம் குடுத்துட்டு ஒரு பாட்டில் தண்ணி குடுத்துட்டு வாங்க இது தினசரினா வீக்லி டூ டைம்ஸ் வந்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல நடக்குங்க நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் திருப்பு முனை இது எல்லாமே இந்த ஆண்டு வந்து நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு தன் மனைவி மூலியமா தன் மனைவியோட உறவுகள் மூலியமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க மூலயமா நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு உண்டான சான்சஸ் இந்த ஆண்டு அதிகமாவே இருக்கு கொஞ்சம் நீங்க முயற்சி எடுக்கணும் அதே சமயம் ஜென்ம சனியா இருக்கிறதுனால உடல்நிலை தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் அவங்களுக்கு தான் சொல்றேன் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு செய்யுங்க உங்களை மாதிரி மருத்துவ செலவு யாரும் பண்ண முடியாது இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு மருத்துவ செலவு செய்யுங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க இது கட்டாயம் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு கும்பராசிக்கு அட்டகாசமா இருக்குங்க இந்த நீங்க எதிர்பார்க்காத விட உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திருப்பும் முனை உங்களுக்கு நடக்கும் அது கட்டாயம் இந்த ஆண்டா அமையும் அதனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹீலிங் தலைப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்